அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலிருந்து பேசுறேங்க ஏனைக்கு நம்ம பார்க்க போறது திருவள்ளரில் உள்ள புண்டரிகாட்ச பெருமாள் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பேன் அதுல இந்த கோயிலோட சிறப்பு பத்தி அயிர் வந்து ஒரு ஷார்ட்டா கொடுத்திருப்பாரு ஒரு பத்து நிமிஷம் வீடியோ அதாவது ரெண்டரை நிமிஷம் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்பாரு மீதி பத்து நிமிஷம் வீடியோ வந்து இந்த வீடியோட கண்டினியூ ஆகும் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாத ஸ்கிப் பண்ணாத பாருங்க இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்களை பற்றி ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட கோயில் இதுன்னு சொல்கிறாங்க ஸ்ரீரங்கத்துக்கு முன்பே கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு எப்போ போனாலுமே நம்மளுக்கு சொர்க்கம் அப்படிங்கிறாங்க அது எதனால் எப்படி அந்த கோயிலோட சிறப்புகள் என்ன அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பழமையான கோயில் அது உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் வந்து பார்ட் ஒன்னுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்பு இருக்கிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ல நான் போட்டிருக்கேன் பதினைஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் டாபிக் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள் இதில் அந்த ஐயிர் வந்து டீட்டெயில்டாக சொல்கிறாங்க இந்த பெருமாளோடைய சிறப்பு அம்சங்கள் என்ன என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்ட்டு இதில் என்ன விசேஷமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் மட்டும்தான் நம்ம பார்ப்போம் உள்ள ஸ்ரீரங்கத்திலையும் சரி வேற எல்லா விஷயத்துலேயும் சரி கோயிலில் போனீங்கன்னா நீங்கள் பெருமாள் பார்க்கலாம் நம்ம ஆனால் இங்கே பெருமாளை சுற்றி சூரியனும் இருக்காங்க சந்திரனும் இருக்காங்க ஆதிசேஷன் இருக்காங்க பூமா தேவி இருக்காங்க இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு மூலஸ்தானத்தில் அந்த மூலஸ்தானத்தை பற்றியும் அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இது எதனால் அந்த கோயில் எப்படி கட்டப்பட்டது யாரால் கட்டப்பட்டது எப்படி உருவாச்சு இந்த கோயில் அப்படின்றதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து ஐயர் பேசியிருக்காரு ஒரு பத்து நிமிஷம் வீடியோ ஆனா ரெண்டரை நிமிஷம் பேசிருக்காரு இன்ட்ரட்ஷன் மாதிரி ஆனா பிரீஃபா இதனான இதுக்குண்டான டீட்டெயில் அதாவது புண்டரிகாட்ச பெருமாள் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துலதான் புண்டரிகாட்ச பெருமாள் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா செந்தாமரை கண்ணன் அப்படின்றது பெயர் ஆனா இதுக்குண்டான விளக்கங்கள் வந்து அவரு ரொம்ப டீடைல்டா கொடுத்திருக்காங்க கண்டிப்பா இது மிஸ் பண்ணதை பாருங்க இதுல பார்ட் ஒன்ல வந்து அயிர் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பேசியிருக்காரு அதுக்கு முன்பு நான் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன் அதை தவறாம பாருங்க அந்த கோயில சுத்தியுமே நான் வீடியோ கவரேஜ் பண்ணிருக்கேன் அந்த கோயில்ல வேற என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க வெளியிருந்தே நீங்க பார்த்து தெரிஞ்சிக்கலாம் பெரிய கோயில் பிரம்மாண்டமா இருக்கும் ரொம்ப பழமையான கோயில் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைச்சது அங்க போகும்போதே எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா இருந்தது இது என்ட்ரன்ஸ்ல இருந்து முன்னாடி இருந்து பார்க்கும் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது அது உள்ள போகும்போதுதான் தெரியுது ரொம்ப மன அமைதி கிடைக்குது அங்க குகை எல்லாம் கூட இருக்கு அந்த குகையை பத்தி கூட சொல்ற சொல்லிருக்காரு ஐயர் சொல்லியிருக்காரு அதனால இந்த வீடியோவா ஸ்கிப் பண்ணாத பாருங்க கண்டினியூவா பாருங்க ஆதிசேஷன் இருவருமே மனித ரூபத்துல இந்த சேத்திரத்துல சேவை சாதிக்கிறார் உற்சவமூர்த்தி செந்தாமரை கண்ணன் பங்கஜவல்லி தாயார் செந்தாமரை கண்ணன் பங்கஜவல்லி தாயார் ரெண்டு பேருமே எல்லா விசேஷ காலங்களையும் சேர்ந்துதான் போவாங்க இந்த ஊரில் தனிச்சிறப்புனா தாயாருக்கு விசேஷ காலங்களில் தாயார் முன்னாடி செல்ல பெருமாள் பின்னாடி வர வேண்டும் தாயார் ஆறு மணி அடுத்தா பிராகாரங்கள்லாம் முடிந்து தன்னுடைய தொன் சொந்த மூலஸ்தானத்திற்கு இழந்துருவார் பெருமாள் வாகனங்கள்லாம் கண்டறொளி மூலஸ்தானத்திற்கு வரும் பொழுது இந்த நாளிக்கேட்டான் மாசல்ல இத்தனை மணிக்கு போனேன் இத்தனை மணிக்கு வரேன்னு பெருமாள் தாயார்கிட்ட டைம் சொன்னாதான் உள்ளதோ அது ஒரு தனி சிறப்பு ஸ்ரீதேவி அப்படின்னு சொன்னம்னா இந்த திவிதேசம் திருவள்ளரை பூதேவினா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஹண்டன் நீலாதேவி கும்பகோணம் நாச்சியார் திருக்கோயில் மூன்று திவிதேசங்களில் தாயாருக்கு சகல சுதந்திர பாக்கியமும் அதனால ஸ்ரீதேவிக்கு பிராச்சீனமான திவிதேசம் இந்த திவிதேசம் திருவள்ளரை அதே போல இந்த பெருமானுடைய சக்கரம் ரொம்ப ரொம்ப விசேஷம் பிரயோக சக்கரம்னு சொல்லுவாங்க சக்கரம் எப்போதுமே பக்தாவை காப்பதற்கும் துஷ்டால வதனம் பண்றதுக்கும் தன்னோட சக்கரத்தை ரெடியாக வச்சுருக்க அதனால பிரயோக சக்கரம் இந்த சக்கரத்தில் நின்று சேவை சாதிச்சு கொண்டு இருக்க அதே போல இந்த எம்பெருமான சேவித்தால் நமக்கு குழந்தை செல்வம் இல்லாத நண்பர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கொண்டு பண்ணுவதற்காக பெருமாள் ஐந்து விசேஷமான தீர்த்தங்களை உண்டு செய்து கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி பெருமாள் பிரசாரத்தை உண்டு சென்றால் அவளுக்கு குழந்தை செல்வம் நூறு பெர்சன்ட் கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு வரவங்களுக்கு அனுகூலம் பண்ணிட்டு அதே போல தனிக்கோவில் தாயார் அந்த தாயாருடைய சிறப்பு என்னன்னா செங்கமலவள்ளி தாயார்னு அந்த தாயாருடைய பெயர் அந்த தாயாருக்கு விசேஷமாக ஒன்பது நாட்கள் நவராத்திரி வைபவமும் ஐப்பசி மாதம் விசேஷமாக ஏழு நாட்கள் ஊஞ்சல் வைபவம் வைகாசி மாதம் விசேஷமாக அந்த தாயாருக்கு பூச்சாத்து வைபவம் பங்குனி மாசம் திருவோணத்தன்று சேர்த்தி மகோத்சவம் திருவோணத்தனிக்கு சாயங்காலம் தேர் பெருமாள் பங்கஜவள்ளி தாயார் செங்கமலவள்ளி தாயார் மூவரோட சேர்த்தி விசேஷமான வைபவம் நடைபெறக்கூடிய விசேஷமான கேத்திரம் இந்த சேத்திரம் அதேபோல இந்த பிராகாரத்தில் சுதர்சன ஆழ்வர் சக்கரத்தாழ்வார் விசேஷம் ஸ்ரீரங்கக் கஷேத்திரத்தில் எப்படி அமையப்பட்டுள்ளதோ அதே போல ஜுவாலாகேசம் திருநேத்திரம் ஐம்பத்தி நாலு விசேஷ தேவதைகளோட மூலவர் தைலாபிஷேக திருவினோட கூடியவர் சுதர்சன பகவான் பின்னாடி யோக நரசிம்மர் காரிய சித்தி ஆஞ்சநேயர் லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதிகள் மற்றும் ஆழ்வார் ஆச்சாரிய சன்னதிகள்லாம் இந்த திவிரவார் ஆச்சாரிய சன்னதிகள்லாம் இந்த திவிதேசத்துல விசேஷமாக இழந்தரப்பது அதே போல இந்த திவிதேசத்துல பெரியால் இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்துவராய் வந்து நின்றாய் சந்திரன் மாளிகை சேரும் சதுரகள் விளரை நின்றாய் அந்தியம் போதுவாரும் அழகனே காப்பிடவாராய் கண்ணனே காப்பிடவாராய் வள்ளலே காப்பிடவாராய்னு விசேஷமான ஒரு மங்களாசாசம் இந்த காப்பிடங்கிற பதியம் எல்லா திவிதேசத்துக்குன்னு எம்பெருமானுக்கு பல்லாண்டு அப்படின்னா ஒரு தடவை தான் பாடுவாங்க பல்லாண்டு பல்லாண்டு ஆனால் இந்த திவிதேசத்தை எம்பெருமானுக்கு இந்த பெருமானுடைய காப்பீடல் பதிவுன்னு இன்னொரு தடவை பல்லாண்டு பாடினதாக ஒரு ஐதீகம் நல்ல கண்ணனாக காட்சி கொடுத்து ஆழ்வார்கள் விசேஷ பல்லாண்டு பாடிய விசேஷமான காப்பீடு படியும் இந்த சேத்திரத்துக்கு ஒரு விசேஷம் ஆச்சாரியன்னு எடுத்தோம்னா வியக்கொண்டார் எங்கள் ஆழ்வான் இவா ரெண்டு பேருடைய அவதாரஸ்தலம் எங்கள் ஆழ்வான் அப்படிங்கிறவர் ஸ்ரீபாஷிய கிரந்தத்தை பூர்த்தி பண்ணவர் இந்த சேத்திரத்தில் அவதரித்தவர் அதே போல வியக்கொண்டார் அப்படிங்கிறவர் நாதமுனிக்கெல்லாம் முன்னாடி இருந்த ஆச்சாரியன் ராமானுஜருக்கும் முன்னாடி இருந்த விசேஷமான ஒரு ஆச்சாரியன் அந்த இரண்டு மகான்கள் அவதரித்த விசேஷமான கஷேத்திரம் இந்த திருவள்ளரி கஷேத்திரம் அதே போல் இன்னொரு சிறப்பாக சொன்னது என்னென்னா இராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் அவருக்கு விசேஷமாக ஒரு பிரணய காலத்தில் ஏற்பட்ட கஷ்டத்தின் போது ராமானுஜர் இந்த திவிதேசத்தில் வந்து இருபது வருஷம் வாழ்ந்து எம்பெருமான் குண்டரிகாட்சனோட பரிபூர்ண கடாக்சத்தோடு எங்கள் ஆழ்வானை சிஷியனாக விசேஷமான ஒரு கஷேத்திரம் இந்த திவிதேசம்னு அப்படின்னு பெரியவர்களுடைய விசேஷம் பிரார்த்தனாவிடம் வெளிப்படுத்துகிட்டுதான் விசேஷ திருமஞ்சினங்கள்லாம் பெருமாளுக்கு தைலாபிஷேகம் விசேஷ உற்சவங்கள்லாம் பங்குனி மாதம் பிரம்மோத்சவம் சித்திரை மாதம் பூச்சாத்து உற்சவம் அதேபோல் சித்ரா பௌர்ணமி கஜேந்திர மோக்ஷ வைபவம் அதேபோல் வைகாசி மாதம் வசந்த உற்சவம் ஆடி மாதம் ஜேஷ்டாபிஷேகம் ஆவணி மாதம் கிருஷ்ண ஜெயந்தி உரியடி புறப்பாடுதல் அதனைத் தொடர்ந்து புரட்டாசி மாதம் பவித்ர உற்சவம் ஐப்பசி உற்சவம் ஐப்பசி மாதம் டோல உற்சவம் அதேபோல் கார்த்திகை மாதம் திரு கார்த்திகை வைபவம் தை மாதம் வாசதரப்பு ஆடி மாதம் வாசதரப்பு பங்குடி மாதம் விசேஷமாக பிரம்மோற்சவம் அனைத்து உற்சவாதிகளும் நம்பெருமாளுக்கெல்லாம் எந்தெந்த உற்சவங்கள் நடைபெறுமோ அதே பிரணய காலத்தில் அதே காலத்தில் இந்த ஊரில் உற்சவங்கள்லாம் விசேஷமாக நடைபெறும் என்பதையும் இந்த விசேஷ திவ்விதேசத்தினுடைய மகிமை அதே போல் வெளிப்படத்தில் எந்த காரியங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு போனாலும் சரி சீக்கிரமாக அனுகூலம் பண்ணக்கூடிய பிரார்த்தனாவிடம் கல்யாண தடம்புறவங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் அதே போல் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி இந்த கேத்திரத்தை சேவிச்சா போதும் அனைத்தும் நிவர்த்தி ஆகிவிடும் அதே போல் க்ஷேத்திரத்தில் வந்து நாம் செய்த பாவங்கள்லாம் கிடைத்து புண்ணியம் இருந்தால் அந்த க்ஷேத்திரத்துக்கே வர முடியும் அதாவது எல்லா க்ஷேத்திரத்துலேயும் பகவான் மோட்சத்தை தர்ற இந்த கஷேத்திரத்தில் பெருமாளை சேவிச்சாவே மோட்சம் அதே மாதிரி கல்லறையும் வில்லறை கண்டாண மோட்சம் அதாவது எம்பெரும நம்முடைய ஆத்மா பிரியும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க என்னென்னா கல்லறையில் வெள்ளரை கண்டாயான் கேட்கிறான் கண்டேன் தான் மோட்சம் அந்த அளவுக்கு விசேஷம் நூத்தி ஆறு விதேசத்தையும் பெருமானோ மோட்சத்தை தான் முகாதாசனம் ஆனா இந்த பெருமாள் மோக் கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுக்குறார் அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு சேத்திரம் அகம்து சர்வ பாபேப்யூ மோக்ஷாமி மாசுஜா சரணம் பிரஜா யார் என்னிடம் சரணாகிதி அவனை நான் மோட்சிக்கிறேன் ரட்சிக்கிறேன் சொல்லி இந்த பெருமாள் விசேஷமாக காட்சி கொடுக்கக்கூடிய விசேஷமான எம்பெருமான் திருவள்ளரையம்பெருமான் அப்பேற்பட்ட எம்பெருவானை அனைவரும் வந்து